அவருடைய பேர்னாராயின் வர்த்தகர்கள் கண்ணீரோடும் ரத்தங்கள் சிந்த வந்து சொல்லுகின்ற செய்தியெல்லாம் கேட்டு அவருடைய உள்ளமெல்லாம் உருகியவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பேர் கொட்டவருக்கு அரண் நிகழ்கின்றனையானால் அதிபரிய நாயமலை எங்கள் அண்ணல் மொஹையத்தீனை சொல்லிடுவார் அல்லாஹு ஜெல்லசான ஆண்டவன் மௌதுநாமுயத்தின் அழைத்து அல்லா சொல்லுகின்றார் நீங்கள் இப்போ உடனடியாக நசராபதி என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு சென்று அந்த நாட்டு மக்கள் உங்களுடைய பாட்டனார் ஆகிய நபி முகமதின் முஸ்தபா ரசூல்லாஹு அவருடைய மார்க்கத்தை அறியாதவர்களாக தெரியாதவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே நீங்கள் சென்று அந்த மக்களை நேர்வழியிலாக்கி வர வேண்டும் என்று அல்லாவுடைய அசிரியை வருகின்றனர் அணிந்து கொண்டு சுவன பாதார குரட்டின் மீது சவாரியாகி அந்த பொல்லாத நசராபதி காபர்களை சிலமாக்குவதற்காக வேண்டி வள்ளல் முஹையந்தீனும் பயணமான வழிந்து எை அடைகின்றார்கள்ுடைய எல்லைக்குள் பன்னிரண்டுருகளக்கூடிய ஒரு காட்சபதி காவர்கள் அதாவது கரிமாவை சொல்லாத கூப்பார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டிலே சில பேர்கள் நோயாளிகளாக நசலாளிகளாக பெரும் வியாதி பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய கூடிய வருகையை கண்டதும் அந்த ஜனங்களெல்லாம் சுத்தி நின்று வாழைந்து எங்கள் வாழ்கின்ற அந்த எகுதி காவர்கள் எல்லாம் வவுதுனாவை சுத்தி நிந்து கொண்டு கேட்கின்றார்கள் வரக்கூடிய பெரியோரே மகானே உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கே மாறி அப்படி கேட்கும்போது கௌதனா முகியத்தின் சொல்லுகின்றார் நான் பகுதாவது நாட்டை சார்ந்தவர் நான் ஒரு வழி ஆனால் நான் ஒரு பெரிய வைத்தியனாக இருக்கும் என்று கௌதனா முகியத்தின் சொன்னார் அப்போ அதே நேரத்தில் அந்த நசலாளிகள் நோயாளிகள் சூழ்ந்து நின்று கொண்டு சொல்லுகின்றார் மகானே அப்படியானால் எங்களுக்கு இருக்கின்ற நோயை பார்த்தீர்களா எங்களுடைய நோய் தீர்க்கும் பொருட்டு ஏதாகும் மறந்து தாருங்கள் என்று கேட்கும் பொழுது கௌதா முஹியத்தின் அப்துல் கதர் ஜெய்தானி ஆண்டு சொல்லுகின்றார்கள் என்னுடைய இடத்தில் உயர்தரமான ஒரு மருந்து இருக்கின்றது அந்த மருந்தாக கூடியது மாறாபிணிகளையும் என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டிய இந்த மருந்து தீராத பிணிகளை தீர்த்து வைக்கும் மாறாத நோய்களை மாற்றி வைக்கும் காசுதாதபடி ஓசியில வைத்தியம் அது மட்டுமல்ல என்னுடைய மருந்தாக கூடியது ரொம்ப சுத்தமான மருந்து ரொம்ப பக்தியான மருந்து இந்த மருந்துக்கு பத்தியம் கிடையாது இந்த மருந்தை சாப்பிட்டா இதுக்கு பத்தியம் இல்லை என்று முகங்கி சொன்னான் உடனே எல்லாரும் பார்த்தார்கள் மகானி அப்பேர் கொற்ற அந்த உயர்ந்தமான எங்களுக்கு தாருங்கள் எங்களுடைய நோய் தீருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார்கள் என்னுடைய மருந்தாக கூடியது வாயினால் சொல்ல ஒரு வாசகம் அந்த வாசகத்தை நீங்களும் உங்களுடைய வாக்கு மனம் காயம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஒன்றுபட்டு நீங்க அதன்படி அந்த வாக்கை சொல்வீர்களே நான் உங்களுடைய நோய் உங்களை விட்டு நீங்கி விடும் என்று சொன்னதும் அது கேட்டு அவங்க அதை விட ரொம்ப ஆச்சரியமடைந்தார்கள் அப்படியான அந்த அபூர்வமான மருந்தை சொல்லுங்கள் நாங்களும் அதுபோல சொல்லுகின்றோம் இந்த சொன்ன உடனே அப்துல் ஜீனானியன்று சொல்லுகின்றார்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த வாசகத்து நீங்கள் நோயாளிகளாகி அனைவருக்கும் ஒன்று போல சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்தரமான களிமாக சொல்லிக் கொடுத்த நோயாளிகள் அத்தனை பெருகும் போன்று உள்ளன் போடு சொன்னார்கள் சொன்ன மருகனும் ஒரு கிருமையை கொண்டு அந்த நோயாளிகள் அசலாளிகள் பெரும் வியாதிஸ்தர்கள் அவங்களுடைய நோய்கள் எல்லாம் வெளியே வெயிலை கண்ட பணி எவ்வாறு விலகின்றதோ அதுபோன்று அந்த நோயாளிகளுடைய நோய்களும் தீந்திடுமாம் நம் பலம் நோய் பிணிகளை தீர்த்துக் கொண்டாங்க ஏற்படுத்திவிட்டது ஒரு பெரிய ஒரு ஞானி ஒரு மகா வந்திருக்கிறார் தீராத நோய் பிணிகளை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார் ஒரு சொல் கொண்டு அந்த சொல்லெல்லாம் இது அந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு எத்திவிட்டு நாலாவது யாரோ நம்ம நாட்டுக்குள்ள வந்து கனிமாவை சொல்லிக் கொடுத்து அவர பக்கமாக மக்களை அழைக்கிறார் என்று அந்த அரசு தெரிந்து கொண்டு தெரிந்து சும்மா விட கூடாது இவருக்கு உடனடியாக நாம் அதுக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டிக் கொண்டு அரசனும் மந்திரியும் அவனுடைய படையோருக்கு நோயத்தினைத்தானே பிடிக்க வேண்டும் என்று சுத்தி வாழந்தார் கடல் போல சூழ்ந்த நின்றுத்தீனை பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான படைகள் சூழ்ந்து வளைந்தார்கள் இதை பார்த்தார்கள் முஹியத்தீன் இது என்ன ஒரு பெரிய அற்புதம் நம்ம தனியாக நின்று நம்மளை பிடிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான படைகளை கொண்டு வருகிறானே என்று சொல்லி உடனே ஓதுனா முகையத்தீன் அல்லாஹ் கொடுத்தான பனிரெண்டு விருது ஒரு விருது கமண்டலம் கமண்டலம் கிஸ்தி கிஸ்தின் அந்த கிஸ்தியை கவழ்த்தியதும் வந்த பட அத்தனை அந்த கிஸ்திக்குள்ள அரசன் மட்டும் தனியா நீங்களாக நின்று கொண்டிருக்கிறார் இதை கண்ட அரசு அப்படியே பிரமித்து விட்டார் இது என்ன பெரிய ஆச்சரியம் பார்த்தால் ஒரு கிஸ்தி திருவோடு பல்லாயிரக்கணக்கான படையும் அதற்குள் அகப்பட்டுக் ஆகையினால் இந்த மகானுடைய மகத்துவத்தை பற்றி அறியாம தெரியாமல் வந்துவிட்டோமே இதனால் என்ன விபரீதம் ஏற்பட போகிறது என்று உடனே அரசன் பயந்து அவுது நாம் ஹித் அப்துல் கலா ஜீதானி ஆண்டவருடைய பாதார அது பணிந்திடுவான் பணிவோடு சொல்லிடுவான் அரசனவன் என்னுடைய மக்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் அறியாம தெரியாமல் தவறந்து விட்டு மன்னித்து விடுங்கள் என்னுடைய பிழைகளை மீண்டும் நீங்கள் ரட்சியுங்கள் என்று சொன்னவுடனே தீன் அப்துல் ஜீலானி ஆண்டவர்கள் மீண்டு வந்தார்கள் இதை கண்ட அரசு ஆச்சரியமடைந்து உண்மையிலே நீங்கள் தான் பெரிய மகத்துவ என்று உடனே அவங்களுடைய கையை பிடித்து நாயனாக எந்த முகமது என்ற அரசன் முதலில் மற்றும் அந்த நாட்டை சார்ந்த அத்தனை பேர்களும் கலிமாவை சொல்லிடுவார் ஈமானும் கொண்டிடுவார் நாட்டில் உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் இசலமான போதனைகளை சொல்லிக் கொடுத்த ஈமான் பற்றி விலக்கிக் கொடுத்தாங்க ஒரு ஆணை ஓதி கொடுத்தாங்க அந்த நாட்டுல மதரசாக்களை பள்ளிவாசனை கட்டி வைத்தார்கள் இஸ்லாத்தினுடைய மிகுந்து விட்டு செழிப்பாகி விட்டு இஸ்லாத்தினுடைய நல்ல முறையிலே அந்த மக்களுடைய மத்தியிலே மனதில் ரொம்ப குடிகொண்ட உடனே எல்லாருக்கும் அல்லாவுடைய பயமும் பக்தியும் ஈமாவும் விசுவாசமும் நம்பிக்கையும் ஏற்பட்டு விட்டது இந்த நிலையில என்று சொன்னார்கள் அன்றொரு நாள் என்னுடைய நாட்டை சார்ந்த நாற்பது வியாபாரிகள் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல பாதிரிமார்கள் எல்லாம் முதல்களை கொள்ளையடித்து அவர்களை அடித்து அவங்களை துன்புறுத்தி அனுப்பி வச்சாங்க அவங்களை உடனே அரசன் அந்த பாதிரிமார்களை எல்லாம் அழைத்து நடந்ததை கேட்டு வருந்தி வருத்தப்பட்டு மீண்டும் வரவழைத்து அவங்க அபகரித்த பொருளுக்கு ஒட்டிக்கு ரெட்டியாக கொடுத்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம் ஆகவே ஓது நாம் மையத்தின் சிலது நாள் அந்த ஊரில் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு நல்ல புத்தி போதனைகளை சொல்லி முடித்து இருக்கும் போது ஹஜ்ஜியுடைய நாள் வந்து அடுத்து விட்டு ஹஜ்ஜியுடைய நாள் வந்து அடுத்த நம்முடைய பெருமானார் சொன்னோம் அவங்கள் இறுதியாக நடத்திய இஸ்லாத்தினுடைய கடமை இறுதியான அந்த இஸ்லாத்துடைய அஞ்சாவது கடமையை நாம் நிறைவேற்றி வரணும் புனிதமிக்க புண்ணிய பூமியை நாம தரிசித்து வர வேண்டும் என்று அந்த மக்களிடத்தில் கொண்டார்கள் அனுப்பிபதியை விட்டு பயணப்பட்டு கப்பல் துறை கப்பல் பயணமாக கடலை தான் கடந்து ஜித்தா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் வந்து இறங்கி அங்க செய்யக்கூடிய கிருகைகள் எல்லாம் முடித்து மீண்டும் தன்னுடைய விருது எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு மக்கமா நகரத்திற்குள் வழிநாட திவாறு பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பள்ளமான ஒரு கேடுக்குள்ள நரம்பும் தோல் எலும்புமாக ஒரு மனிதரான கிடந்து கண்ணீர் நான் ரொம்ப வயோதிகத்தன்மையாகிவிட்டேன் யாரும் இந்த என்னை காப்பாற்றுவார்கள் யாரும் இல்லையா என்னை கரை சேர்ப்பார்கள் யாரும் இல்லையா என்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய குரலை அண்ணல் காதில கேட்டு அழுகும் அண்ணல் முகைய தீனும் அவரிடம் சென்று அழுகுரல் அபய குரல் கை கொடுத்து என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா கை கொடுத்து இந்த கேணியை விட்டு கரைசேர்ப்பார் யாரும் இல்லையா என்று அழுகின்ற அந்த சத்தத்தை கேட்ட போது நாமு போய் பார்க்கின்றார் அப்படி பார்க்கும் அந்த கேணிக்குள் நரம்பும் தோலும் எலும்புமாக ஒரு ஜீவன் அழுது கொண்டிருக்கிறது கேட்டார்கள் நீ யார் அன்று அப்பந்தான் அந்த மனிதன் சொல்லுகிறார் யாமோ ஐய நான் தான் தீனாக நான் ரொம்ப நலிந்து மெலிந்து விட்டேன் ஆகையினால் நீங்கள் என்னை இதை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்று அந்த உருவம் சொன்னது உதாரணம் அதாவது தீனாக கூடியது ரொம்ப வயோதிக தன்மை பெற்றுவிட்டது ஆனால் முஹியத்தீன் தீனை உயிர்ப்பிக்க வந்தவர்கள் நீங்கள் ஆகையினால் இந்த தீனுக்கு நீங்கள் புத்தீர் கொடுக்க வேண்டும் என்று அந்த குரல் வந்ததா ஒன்னே ரோதுனா முஹியத்தின் கை கொடுத்து அந்த தீனை ஹயா தாக்கி வைத்துவிட்டு மீண்டும் முஹையுத்தீன் ஆண்டவர்கள் மக்காவுக்குள் பிரவேசமானார்கள் மக்கம்மா நகரத்து மக்கள் எல்லாம் வருகைக்காக வேண்டி அவர்கள் எதிர் சென்று அழைத்து சென்று அந்த மக்கமா நகரத்துல ஹஜ்ஜியனுடைய ஒரு கடமைகளை அவங்க செய்யக்கூடிய அந்த புனிதமிக்க ஹஜ்ஜியனுடைய கடமைகள் எல்லாம் முடித்து கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க இறைவனுடைய ஆழத்தை ரவாபு செய்கின்றார்கள் இரவு நேரத்தில் கௌபாவை வளம் சுற்றி வருகிறார்கள் அப்படி வளம் சுத்தி வரக்கூடிய நேரத்தில் அவங்க அங்க கண்ட ஒரு காட்சி அவங்களுக்கு முன்னால ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக கூடியது அதுவும் கோபத்துள்ளாக வரைஞ்சுற்றி வருகிறது பாதத்தை பணிந்து அந்த பாம்பாக கூடிய சொல்லுகின்ற மஹியத்தீனே பார்க்க வேண்டும் என்று நான் பல நாளாக இடத்துல தவம் செஞ்சிருந்தேன் என்னுடைய தவம் நிறைவேறிவிட்டது உங்களுடைய பாதத்தை கண்டுவிட்டு நான் பெற முடியாத ஒரு பேரின் அடைந்து விட்டேன் என்று பாம்பு சொல்லி அந்த பாம்பு மறைந்தேன் மீண்டும் மஹியத்தீன் அந்த இடத்தை சுற்றி வருகிறார்கள் என்ன காரணம் நீங்கள் இந்த நேரத்தில் தம் அதாவது வளர்ந்து வருவதற்கு என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணியினுடைய கன்று அப்படியே சிந்த போகுதுனா அப்படியே முகத்தை பார்த்து உள்ள என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வரலாறை நான் சொல்ல ஆரம்பித்தேன் உங்களுடைய உள்ளம் அப்படியே உதவி பெண்மணி தன்னுடைய வரலாறு சொல்லிருந்தார் கூடியது ஈராக்கு நகரமாக இருக்கும் ஈராக்கு பட்டினம் அந்த ஈராக்கு தேசத்தில் நானும் என்னுடைய கணவருமாக நாங்கள் ஜீவித்து வரும்போது இந்த ஹஜ்ஜியினுடைய ஒரு கடமைக்காக வேண்டி எங்களுடைய வீட்டுல ஒரு ஆடு வளர்த்து வந்தோம் அந்த ஆடு வளர்த்தோரும் போது குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் வந்ததுன்னு என்னுடைய கணவர் அந்த அந்த ஆட்டுக்கு தான் அறுத்து குர்பானி கொடுத்தான் அப்படி குர்பானி கொடுக்கும் போது என்னுடைய மக்கள் ரெண்டு பிள்ளைகள் ஆம்பள பிள்ளைகள் அதுல எல்லாத்துக்கும் மூத்தவர் அவங்க தவப்பனார் குர்பானி கொடுப்பதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த இளையம் அவனுக்கு தெரியாது தெரியாததால அந்த மகன் வந்து அண்ணன் கிட்ட கேட்டார் அண்ணன் அண்ணன் நம்ம வீட்டுல வளர்த்து வந்த கிராய காணாம அப்போ அந்த அண்ணன் சொல்லுகிற தம்பி நம்ம பாவா நம்ம தவப்பினாரு ஆட்ட அடுத்து குர்பானி கொடுத்துட்டாங்க எப்படின்னு அடுத்து குர்பானி கொடுத்தாங்க அதை எனக்கு காட்டி கொடுங்க சொல்லி தம்பி கேட்கிறார் அப்போ அதே நேரத்தில் அந்த மூத்தவர் கூடிய குர்பானி கொடுத்ததை வா என்று ஒன்னாக கட்டி கையில வைத்திருக்க வேண்டிய கத்தியை கொண்டு தம்பியுடைய கழுத்துல வைத்தியன் அருமை தம்பி சகோதரனை இப்படித்தான் பாத்தார் என்று தம்பியுடைய கழுத்தை ரெண்டு துண்டாங் அறுத்திடுவார் குருபானி கொழித்திடுவார் கழுத்துல கத்தி வச்சு தம்பி இப்படித்தான் பாபா குர்பானி கொடுத்தாங்கன்னு சொல்லி தம்பி அறுத்து குர்பானி கொடுத்துட்டாங்க ஆகவே யா முகைய இப்படி அந்த பிள்ளையை தம்பியை குர்பானி கொடுத்து வீட்டுல வந்து சொன்ன தம்பியை குர்பானி கொடுத்துட்டோம் இதை கேட்டா தவனாருக்கு எப்படி இருக்கும் அட பாவி அருமை கண்மணியான மகனை அடுத்த குருபானி கொடுத்து விட்டாயே என்று மகனை அடிப்பதற்காகத்தான் எவரட்டும் போது அந்த மகன் முன்னாலே ஓடுகின்றான் என்னுடைய கணவர் பின்னால் எவ்வட்டி சென்றார் அப்படி முன்னும் பின்னுமாகத்தானே ஓடி ஊற விட்ட அப்புறமாக சென்றதூர் உயர்ந்த மலை குன்றின் மீது மகனுடைய மகன் ஓடி செல்லும் பொழுதுதான் அங்கு ஒரு பயங்கரமான ஒரு என் காட்டிலே மேயக்கூடிய ஒரு ஓனாயாக கூடிய ஒரு மகனை கவி பிடித்து எழுத்து கொண்டு போய்விட்டார் இதை பார்த்தார் என்னுடைய கணவர் ஆஹா மூத்த மகன ஓனாய் பிடித்துக் கொண்டு போய்விட்டது என்று அப்படியே தன்னால் மயங்கி கீழே விழுந்தவர்கள் அவர்களும் அப்படியே மரணித்து விட்டார்கள் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் என்று அந்த பெண்மணியை கண்கலங்க சொல்லுகின்றார் இப்படி என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து களிக குழுப்பாட்டி அவர்களைத்தான் அடக்கம் செய்து வீட்டிலே வந்து பார்க்கும் என்னுடைய பால் உடிக்கின்ற பட்சில குழந்தை ஊர்ந்து செல்லக்கூடிய குழந்தை வீட்டில குடலை அதாவது குடலை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி அடுப்பில சூடான வெந்நி வச்சிருந்தான் சூடான வெந்நி குண்டிருந்தது இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய குழந்தை அடுப்பாங்க சென்று அடுப்பில கிடக்க வேண்டிய வெண்ணியைத்தான் இழுத்து போட்டு அந்த பிள்ளையினுடைய மேலே விழுந்து அந்த பிள்ளை வந்து அப்படியும் அவுத்தாகி கிடந்தது யா மையத்தீனே அதையும் எடுத்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்து விட்டு இதுவும் அல்லாவுடைய சோதனை தானா என்று நான் கண்ணீர் வீட்டாரது இருக்கக்கூடிய நேரத்தில் யாம் ஐயத்தின் பாவா மௌத்தா போனார்கள் அண்ணன் தம்பி மாதிரி போனார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மௌத்தி விசாரிப்பதற்காக வேண்டி கண்ணீரும் கம்பலியுமாக புலம்பிக் கொண்டு வந்த என்னுடைய மகள் வீட்டு தலைவாசல்ல வந்து ஏறியதும் வாசப்படி தட்டி அப்படியே கீழே விழுந்து என்னுடைய மூத்த மகன் அப்படியே மயங்கி ி முப்படி என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அத்தனையும் கணவர் முதல் இறந்து விட்டார்கள் இதற்கு மேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகையினால் உலகத்தில் என்ன வாழ்வு இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பம் என்று சொல்லி என்னுடைய சொத்து அல்லாவுடைய நான் அல்லாவுடைய காபத்துள்ளா பள்ளிவாசலே வந்திருந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்று அந்த பெண்மணி கண்கலங்க சொன்னார்கள் இதை கேட்டீன் ஆண்டவர்கள் அவனுடைய உள்ளம் அப்படியே உருகி அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள் அம்மா கண்கலங்காதீங்க கஷ்டப்படாதீங்க அல்லாவுடைய கிருபையை கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையும் கொடுத்த அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில மேதாம்பரமான வெற்றியை தருவான் பெருமானார் நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு நல்வாக்கு கொடுத்து விட்டு இப்படி சிலது நாள் அங்கே தங்கியிருந்து மதினாவுக்கு சென்று அருமநாயகத்தினுடைய சியானத்தையும் முடித்துக்கொண்டு வெற்றியோடு ஹஜ்ஜியை முடித்துக்கொண்டு பகதாது நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள் ஆகவே பகுதாது நாட்டுக்கு திரும்பி வந்தது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து மிக்க கொண்டு சந்தோஷமாகி பகுதாது நாட்டில் அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று அல்லாஹு ஆண்டவன் கௌதுனா என்ன சொல்லுகின்ற ஜீராசிகளை படுத்து வேண்டுமானற்காக அதுபோன்று அறுபத்தி நாலு தீவுகள் அமையப் பெற்ற ஒரு பெரிய முகல்ல தீவு பட்டணம் அந்த முஹல்ல தீவு பட்டணத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள் மார்க்காத மக்களாக தெரியாத மக்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகையினால் நீங்கள் அந்த நாட்டுக்கு சென்று அந்த முஹல்ல சென்று அந்த நாட்டு மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்து நாளாயிரு நல்லோர்கள் ஞானம் தல் பில் மிக போதித்தி புத்தி வளங்குகின்றன் மசராக்ளை புத்தி மாதிகள்ளையும் மிக போதித்தி அந்த நாட்டுக்கு செந்த இஸ்லாமாக்கி அந்த நாட்டு மக்களை நேர் வழியிலாக்கி அது மட்டும் இல்லை அந்த நாட்டிலே அறுபத்தி நாலு தீவுகளுக்கெல்லாம் அதிபதியாக ஒரு பெரிய ஒரு மலர் தேவுன்னு அந்த தேவுக்கால் அந்த மக்கள் பெண்ண அந்த தேவுக்கு நரம்பறி கொடுத்துறாங்க ஆகினால் மையத்தீனே நீங்கள் அந்த முல்ல தீவு பட்டினத்துக்கு சென்று சுத்தம் பொருந்திய தீ மரத்தேவ குசாவில் பிடித்த அடை வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் என்னை அந்த நாட்டுக்கு போகும்படியாக அனுப்புகின்றாயே இருந்து கொண்டிருக்கின்றேன் உள்ளபடி அந்த நாட்டு மக்களுடைய தன்மை எனக்கு வழங்காது அது மட்டுமல்ல அந்த நசராத் அந்த அந்த மொஹல்லீவு பட்டணத்தினுடைய மக்கள் எல்லாம் எப்பேறு பொறுத்தவர்களாக இருக்குமே ஆனால் முரட்டு குணம் படைத்தவர்கள் அலையில் காடு பயங்கரமான மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு என்னை போகச் சொல்லுகின்றாயே அப்படி நான் சென்று அந்த நாட்டை ஆனால் நான் கேட்கும் கேள்வி நான் கேட்கக்கூடிய துவை எனக்கு கபுல் ஆக்கி அப்படி தருவாயான நான் அந்த நாட்டுக்கு சென்ற அந்த நாட்டு மக்களை நான் நேர வழியில் ஆக்கி வருவேன் நான் அப்படி போகக்கூடிய பயணத்தில் நான் செல்லக்கூடிய பயணத்தில் நான் கடலிலே நின்று எந்த நேரத்தில் நான் உன்னை நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் என்ன போய் என்று சத்தம் வைத்து நான் நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் என்னுடைய சந்தோஷமாகி ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகின்ற யாம் ஐயத்தீனை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ என்னை வேண்டுகின்றீர்களோ அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றேன் சென்று வாருங்கள் வெற்றியோடு வாருங்கள் என்று அவ்வாஹு பயணத்தை நகர மக்களுக்கும் பனிரெண்டு விருதையும் தானே பக்கமாக இடித்தணிந்து மீது சவாரியாகி அந்த பொல்லாதீவு பட்டணத்தில் உள்ள மக்களை இஸ்லாமாக்குவதற்காக வேண்டி போகுதுனா முகையத்தின் ஆண்டவர்களாக நாட்டில் விட்டு எந்த முறையில் நடந்து வருகின்றே ஆனால் ஒவ்வொரு பாதம் எடுத்து வைக்க பாதத்தை எடுத்து வைப்பார்களையான ஏழு காத வழி சுருக்க கொடுக்குமா உண்மையிலேயே அல்லாவுக்காக வேண்டி அல்லா ரசூலுக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி யார் தீனுக்காக போகின்றார்களோ அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு இந்த உலகத்தை வசமாக்கி கொடுக்கின்றார் அது போல முன் அல்லாவுக்காக அல்லாஹூக்காக போகின்ற பயணத்தை அல்லாஹ் சுருக்கி கொடுக்கின்றார் அப்படி போகும்போது எத்தனையோ பல காரணங்கள் கராமாத்துகள் கடைசியாக அவர்கள் செல்லக்கூடிய பேணத்தில் மிசர் நாட்டுடைய எல்லை அடைகின்றார்கள் மிசர் நாட்டுடைய எல்லைக்கு எல்லை அடையும் பொழுது அந்த மிசர் நாட்டுடைய வனம் ரொம்ப பயங்கரமா இருட்டா இருக்கிறது பகல் பனிரெண்டு மணிக்கு போகும்போது மகிழ நேரம் போல இருக்கிறது தொழுகையா அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ற அவை தான் எடுத்து விரித்து விருது வயது தான் இறைக்கு வைத்துனாத்தின் இறைவனை எந்த முறையிலேயே உருக்கத்தோடு உணக்கிக் கொண்டிருக்கிறார்களே ஆனால் உடலும் உயிருமா ஒரு நிலவா இறைவனை வணக்கத்தை கெடுக்க வேண்டும் அவர்களை இடத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று அந்த இதோ பார்வம் தவத்தையும் என்ன செய்கிறோம் என்று அதனுடைய ஆடவாரங்களை காட்டி பயமுறுத்துகின்றது அவர்கள் எதிர்பாராதபடி அவங்க ஒரே நாட்டமாக இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த அவங்களுடைய வணக்கத்தை முடித்தார்கள் சலாம் கொடுத்தார்கள் துவா போதினார்கள் அவங்களை சுத்தி இருக்கின்ற கண்டதம் கௌதநாமீன் இணைத்தார்கள் யா இப்படி ஒரு படைப்புலகத்தில் படைத்து அவை என்னை போன்று எத்தனை தவசானிகள் இந்த இடத்துக்கு வருவார்கள் அவர்களுடைய வணக்கத்துக்கு இப்படித்தான இடையூறு செய்திருக்கும் ஆகையினால் இந்த சைத்தாங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று மொஹியுத்தீன் பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பன்னிரண்டு விருதுகளில் நான்கு விருது கண்ட கம்பளி கையறு ஆசாத்தளி திருச்சக்கரம் இந்த நான்கு விருதுகளையும் தானே எடுத்து ஏவினார்கள் ஏகிய மாத்திருத்த நான்கு விருதுகளும் அந்த சைத்தான எப்படி அடித்துக் கொண்டு வருகின்றது யானால் கண்ட கோடாலி மண்டை வீழ்த்த கரமான கண்ட கோட்பரம் அறுக்கின்றது பொக்க முடியாதையெல்லாம் கம்பி கையில் போய் சுத்தி ஒரு கெட்டு கேட்டி போகுடைய முன்னால் கொண்டு வந்து போட்டு வேதனை அடைக்காடி பொறுக்க முடியாதீன் பணிந்து அந்த பைசாசங்கள் யாத்தீன் நீங்க வந்திருப்பீங்க பத்தி எங்களுக்கு தெரியாது தெரிந்திருந்தா நாங்கள் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம் ஆகையினால் மொஹியத்தீனை மன்னிக்க வேண்டும் எங்கள் மகாராஜரே ே மன்னிச்சிருவோம் மனம் பொறுத்து விடுங்க நாங்க இனிமேல இது போன்ற ஒரு தவறு என்னைக்குமே நாங்க செய்ய மாட்டோம் என்று அந்த பைசாசங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து அதை அனுப்பி வைத்தார்கள் அந்த காத்துகள் எல்லாம் மறைவாகிவிட்டதுதான் மையத்தின் மீண்டும் தன்னுடைய விருது எடுத்து அணிந்து கொண்டு சுவன குரட்டின் மீது சவாரியாகி அந்த இடத்தை விட்டு அடுத்த வருகிற போது வந்தாங்க ஆரம்பிச்சாங்க சிறப்பை பெறுவதற்கு என்ன காரணம் அல்லாவுடைய தக்குவம் வணக்கம் அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய பக்தி அதனால்தான் அவங்களெல்லாம் இன்றைக்கும் சிறந்தவர்களாக இன்றைக்கும் அவங்களுடைய பெயர் உலகத்தை நிலைத்தவர்களாக ஜீவித்திருப்பதற்கு காரணம் அவங்க உலகத்தில் செய்த நல்லாமல் எல்லாம் அந்த முறையில் அல்லாவுடைய அருளையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்றதுனால அவங்களுடைய பெயர் தியாமத்தினால் வரைக்கும் அழியாத புகழோடு இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால அப்பெயர் குற்ற வழியுள்ளாக்கூடிய காரண கிராமத்தின் நாமல் கேட்டுக் கொண்டிருந்தால் மட்டும் போறார் தன்மை அடைவதற்கு அவங்க என்ன வழியை செஞ்சாங்களோ அந்த வழியை நாமளும் பின்பற்றி நடக்கணும் நடந்தாட்டும் அல்லாவுத்தால் ஆண்டவன் தருவான் அது போன்ற போது நாம் ஹையத்தின் அசலுடைய தொழுகை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கும் போது அங்கு எப்பேரு கூற்று ஒரு காரணையானால் வனத்தில் வாழுகின்ற ஒரு பூதம் சற்பூத நாகம் வணக்கத்தை பார்க்க வேண்டும் என்று வந்து என்பதாக உடலில் எல்லாம் பாம்பு சஞ்சரிக்கிறது பயந்தாங்களா தொழுகையை தான் விட்டார்களா சுபான்ல நம்மளும் தொழுவோம் தொழும்போது தக்பீர் கட்டின என்ன மாதிரி விட்டியோ பாச்சாலோ பள்ளியோ மேலே உழுந்துட்டா போதும் நம்ம தொழுகிறேன் அங்கேயோ போயிடும் நம்மளுடைய பயம் ஆனால் அவங்களுடைய உள்ளத்துல அப்படின்னா இல்லை எல்லாரும் அக்பர் என்று தக்பீர் கட்டுக்கிட்டு அவங்க எதையும் மறந்துடுவாங்க அப்பெயர் கூட்ட உடைய இருக்க வேண்டிய அளவு நாம் மகிந்தியும் பாம்பு வந்ததோ அல்லது பெரிய பூதம் வந்ததோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அல்லாவுடைய வணக்கம் பிடிச்சா துவாவதி பார்த்தாங்க பாம்பு முன்னாலே படத்தை விரித்துக் பன்னிப்பாம்பு பயங்கரமான முறையில் அப்துல் முகத்தை பார்த்து சொல்லுகின்ற எத்தனையோ பெரிய பெரிய தவசாரிகள் இங்க வந்து வணங்கி இருக்காங்க தொடுத்துருக்காங்க என்னுடைய உருவத்தை என்னுடைய அளவத்தை கண்டவுடன் இந்த இடத்தை வெற்றி ஓடி இருக்காங்க ஆனா மஹியுத்தீன் நீங்க அப்படி இல்லை ீன் இந்த வனத்துல எத்தனையோ தவசாரிகள் வந்து வணக்கி இருக்குங்க அங்கே இருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ எல்லா ஒலிகளுக்கும் மேல் ஒலியே இலங்கும் மையத்தின் அப்புறம் உங்களை போல ஒரு நினைக்காதீங்க நான் தலைமையாவுடைய உங்களுடைய நான் தோற்றுவிட்டேன் என்று அந்த பாம்பு பாலத்தை பணிந்து பாம்பு மறைந்தது ி அவர்கள் வழிந்து வரக்கூடிய நேரத்தில் நினைச்சாங்க யாருதான் பகுதா நாட்டை விட்டு வளர்ந்து வழி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி வர வேண்டிய வழியில் பிசாஸ் ஜின்னு சைத்தானும் பாம்பு இந்த கூட்டமாக இருக்கு மக்கள் மனிதர்கள் யாரையும் காணவில்லையே நாடு நகரத்தை காணவில்லை என்று எண்ணியவர்களாக செல்லும் பொழுது முடிவு என்பதாக கண்ட ஒரு காட்சி போதுனா ஐயத்தை ஏறிட்டு பார்க்கும்போது எப்பட்சியை காண்கின்றார்களே ஆனால் பஞ்ச கொடிகள் பச்சை கோடி இஸ்லாமியோடி பறக்கிறது வாழக்கூடிய நாடு என்று சந்தோஷமாகி அந்த நாட்டுக்குள் சென்றார்கள் அந்த நாடு தான் குறுந்த பன்னிராயிரம் தெருக்கிழமையை பெற்ற பெரிய எகிப்து அந்த ஊருக்கு அந்த ஊருக்குள் தானே சென்று மையத்தின் எங்க போய் தங்குகின்றார்களே ஆனால் முத்து பதித்திடும் முதல் பள்ளியிலும் நாட்டுல பெரிய துல்பா பள்ளி அந்த பெரிய பள்ளிவாசல வந்து மொஹீத்தின் ஆண்டவர்கள் விருது எல்லாம் இறக்கி வைத்து புஸ்தரை விரிச்சி அதுல வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேரமும் நேரம் மோசின் பிறால் ஆகக்கூடியவர்கள் துலுகைக்கு வாங்க சொன்னார் சொன்ன மறுக்கணும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி வந்து பள்ளியில வந்து கூடுகின்றார்களே ஆனால் வெறுக்கம் வெறுக்கமாக வந்து கூடிவார்கள் உருக்கமாகவே விரைந்து வருகிறார்கள் இப்போ பள்ளியாச பக்கத்தில் காலத்தில் ஆகையின அருமை பெரியவர்களே தாய்மார்களே அவுலியாக்கள் எல்லாம் எந்த நிலையில் அல்லாவுடைய ஒரு வணக்கத்தை வணக்கத்தையும் தொழுகை நிறைவேற்றிருக்காங்க என்பதை பற்றி ஓதுனா அப்துல் கம்பி சந்தோஷப்பட்டாங்க நாட்டு மக்களை பற்றி வந்து தொழுதான் இமாம் ஜிமாத்து நடந்துச்சு எல்லாம் தொழுத முடிந்தது அதாவது ஹௌதுனா அவங்க செய்யக்கூடிய அவுராதங்களை ஓதி முடித்து பார்க்கும் போது பள்ளியாசல் யாரையும் காணும்